ஒரு ONCE ONCE ONCE MORE! Once MORE! Once MORE! யார் ஒரு எடிட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி புதுமே லைக் பண்ணுங்க அந்த பெண்ணு உங்க பொண்ணான கையால் அந்த பெல் மட்டும் அமுக்கிடுங்க முதல கேன்மா ஸ்டாப் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட்டுன்றிருக்கும் அது நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இதில் நம்ம ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண பிறகு மேலே பாருங்கள் இண்டாப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு அந்த ஃபோட்டோ மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ என்னதுக்கப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுருக்கும் அதில் போயிட்டு இந்த ஃபோட்டோடைய கிளாரிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பண்ணி வச்சிக்கலாம் அதுக்கு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அது கீழே பாருங்க சேச்சுரேஷன் இருக்கும் அது நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான ஒரு சிக்ஸ்டி வச்சுக்கிறேன் அதை நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா லிரிக்ஸ் எடுத்த பிறகு இது நம்மளுக்கு வந்து வீடியோவாக கிடச்சிருக்கு ஆடியோ கிடைக்கல அதெல்லாம் நீங்கள் வளசில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும் அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆடியோ நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும் இப்போ அந்த வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ண பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ரெயின் ட்ராப் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆப்லேயே ஒரு ரெயின் ட்ராப்ஸ் இருக்குது அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க ஓகேங்களா அப்போ தான் பார்க்கறதுக்கு செம இருக்கும் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு அதில் ஸ்டிக்கர்னு இருக்கும் அதை செலக்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் ரெயின் டேஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி மூணாவது எடுத்துக்குங்க எடுத்த பிறகு நீங்கள் டிஸ்பிளேவில் உங்களுக்கு எப்படி காட்டுதோ அதே மாதிரி தான் காட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே பார்த்திங்கன்னா ஏற மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக நீங்கள் ஃபோட்டோ ஃபுல்லு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கவர் பண்ண பிறகு மேலே டிகாப்ஷன் கொடுத்தாங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை வீடியோ எடுத்துக்கப்படியே ட்ராக் பண்ணி ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிறகு நீங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் இதே மாதிரி வலைசலில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகேங்களா எடுத்த பிறகு நீ அப்படியே வலைசலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்தா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அதன் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு அதுலேயும் டிஸ்பேலில் உங்களுக்கு எப்படி காட்டும் அதே மாதிரி தான் காட்டும் அதிலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிங்க கவர் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு செம சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீலே பாருங்கள் ஆர்வமாக இருக்கா அதுதான் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அதை கொடுத்து உங்க மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் இதில் செட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேவஸ் வீடியோன்ட்டு இருக்குது அது நீங்கள் சேவ் அது நீங்கள் கொடுத்துட்டு ஓகேங்களா வீடியோ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாய்